உலக அனைத்துள்ளங்களுக்கும் இந்த வர்ஷாலின் வணக்கங்கள் நான் ஒன்பதாம் வகுப்பு ஜி பிரிவர் சென்னையில் படிக்கிறேன் நான் இப்போது பெற்ற வளர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் முதற்கண் தலைப்பை கொடுத்தவர்களுக்கு என் தலை இது சாதாரண தலைப்பு அல்ல ஆமா தலைப்பை கொடுத்தவர்கள் சாதனை செய்தவர்கள் ஆமா அவர்கள் பிள்ளைகளை சாதனையாளராக மாற்றியிருப்பது சாதனை பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது சாதனைகளை ஒழுக்கமாக வளர்ப்பது கல்வி பிள்ளைகளை வன்முறை ஈடுபடலா வளர்ப்பது சாதனை பிள்ளைகளை சமுதாயத்திற்கு உதவுமாறு வளர்ப்பது சாதனை பிள்ளைகளை தலைமை பண்டு கொண்டவரால் வளர்ப்பது சாதனை பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கும் வளர்ப்பது சாதனை பிள்ளைகளின் மொத்தத்தில் பெற்றோர்கள் மனிதர்களாக வளர்க்க வேண்டும் மனிதன் நல்ல மனிதன் நல்ல மனிதன் மகாக்காக மாறுவான் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு தொழிற்சாலை மணி போன்றதல்ல அது ஒரு தவம் அது ஒரு வேள்வி நாம் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்னானே தந்தை நகர் காட்சி உதவி அவையு முந்தி இருப்பது செயல் அந்த வகையில் வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் வளர்ப்பது பற்றி சமுதாயத்தில் பல பலமுறைகள் உள்ளனர் அடி மாதிரி அண்ணன் தம்பி கூட மாட்டான் அடிச்சுக்க வேண்டும் பெண்களுக்கு படிப்பதற்கு இப்படி பல பல பல சில மாத்திரைகள் தேதி முடிவதால் காலாவதியாவது போல் சில பல மொழிகளும் அப்படித்தான் இப்போதெல்லாம் பிள்ளைகள் வளர்ப்பதில் ஆண் பெண் பேதமில்லை அனைவரும் சமம் என்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கான பரிசுகள் நன்கொடை பகுதியை அழுத்தி அறக்கட்டளைக்கு சிறு தொகையையும் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழிலம் காலத்தில் வளர்க்காமல் சதாயத்திற்குதான் போதிமராய் வளர்க்க வேண்டும் வெறும் வார்த்தைகள் வளர்ப்பதை விட முன்மாதிரியாக நடந்து கொள்வதை நன்மை தரும் ஆமாம் இப்போதெல்லாம் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தை தான் பேசுகின்றனர் பெரும் மனதில் கொள்ள வேண்டும் வெற்றி பெற கற்றுக் கொடுக்கும் அதே அளவில் தோழிகளையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை வளர்க்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்களே அந்த மாதாவும் பிறதாவும் சிறந்த குருவாகவும் செயல்பட்டால் அந்த மாதாவும் பிரதாகவும் தைவா கருதப்படுகிறார் இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்த நட்டினைக்கு மனமாவும் நன்றிகள் இந்த வீடியோ அவங்க குடிச்சுட்டா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்